டெய்லி பியூட்டி சோப் உங்கள் அழகை மேலும் அதிகரிக்க செய்வதுடன் தங்கம் போல மீன் செய்கிறது குளோபல் வார்மிங் மாசடைதல் பாக்டீரியா போன்ற பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது முகப்பரு மாசுமருமல் சர்ம பாதுகாப்பு தருவதுடன் சர்மத்திற்கு ஊட்டச்சத்து வழங்குகிறது இயற்கை பொருட்களான மஞ்சள் சந்தனம் குங்குமப்பூ அலோவீரா வைட்டமின்இ சேர்க்கப்பட்டு உங்கள் சர்ம பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது தினமும் பயன்படுத்துவதால் புத்துணர்ச்சியும் புதுப்பொலிவையும் உற்சாகத்தையும் தருகிறது சோப் உலக தரத்தில் குறைந்த விலையில் கிடைக்கிறது வாங்கி பயனடைவியா